வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷனை தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் எத்தனை பேர்ஸ் மொபைலில் டிவி மூவி எல்லாம் பார்க்குறீங்க அதாவது குறிப்பாக அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறத மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் அங்கே ஓட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற அப்ளிகேஷனும் இந்த வரிசையில் ஒன்று தான் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கெட் டிவி பேருக்கு தகுந்த மாதிரி இது ஒருமையாகவே சொல்ல போனால் ஒரு பேக்கெட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிவி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ பெருசு அதாவது புதுப்படம் எதா இருந்தாலும் ஆன்லைன்லேயே நம்ம பார்க்கவும் முடியும் அதை அப்படியே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடா ஒரு பல லாங்குவேஜ் அது மட்டும் இல்லாமல் தமிழ் டபிள்யூ பிரிண்டையும் HD லெவல்லேருந்து த்ரீ கலர் த்ரீ சிக்ஸ்டி பிக்சல் வைக்கும் அதாவது எப்படி சொல்லலாம் ஸ்டார்டிங் சொல்லுவாங்க தெரியுமா டூ ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்டி அதுக்கப்புறம் ஃபோர் எயிட்டி செவன் இந்த மாதிரி எந்த ஒரு டிசைனில் வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை ஃப்ரீயாக டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் அது எப்படி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஆன்க்ல டிஸ்கிரிப்சன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த ஆப் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும் நான் உங்களுக்கு வேறுனாலும் அதை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் இப்போது நான் அந்த லிங்க்கை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் அதை அப்படியே உங்களுக்கு இப்போ நான் லைவாக எடுத்து காட்டுறேன் ஓ இதாக அந்த லிங்க் இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தா ஃபில் ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்கும் இதில் நீங்களே பார்க்கலாம் லைவ் டிவி சேனல்ஸ் மூவிஸ் அது அது மட்டும் இல்லாமல் இருக்கு ஆனால் வந்து இதை நோ ஆடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எதுக்கு இந்த நோ ஆடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூவி சாஃப்ட்வேர் இடையில வராது இந்த ஆப்போட மொத்த டோட்டல் ஸ்பேஸ் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி தான் இந்த டவுன்லோட் லீஸ் இருக்குல்ல இதை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அழகாக ஆட்டோமேட்டிக்காக மீடியா ஃப்ளையர் போயிடும் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சிக்க இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம் ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான மூவிஸ் சேனல்ஸும் வரும் டிவி ஷோஸ் மூவிஸ் அது மட்டும் இல்லாமல் மூவிஸ்லேயும் லாங்குவேஜ் கிட்ட கேட்டகரியில் எல்லாமே இதில் இருக்குது இப்போ நம்ம வந்து கோலிவுட் மூவிஸை செலக்ட் பண்ணுவோம் கோலிவுட்ஸ் மூவிஸ் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சில ஆடுகள் அங்கங்கே வரும் அதான் வந்து நீங்கள் பேக் பண்ணிடுங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேணால் கொஞ்சம் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆடு வரும் நீங்கள் உள்ளே நீங்கள் மூவிஸ் பார்க்குறப்ப ஆடு வராது இப்போ ஃபஸ்ட்டு அகரகுரு அப்படிங்கிற மூவியை நாம் கிளிக் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆடு இதெல்லாம் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போது வாட்ச் நவ் அப்படின்ருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சேர்வர் வருது இல்லை இப்போ சர்வரில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி பிக்சல் செவன் பிக்சல் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த சேர்வர் வேணுமோ அந்த சர்வரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க எக்ஸாம்பிள் நான் இப்போ த்ரீ சிக்ஸ்டி பிக்ஸலை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உங்களுக்கு உடனேயே மூவி லோடாக ஆரம்பிச்சிடும் இப்போ மூவி லோடாகி இப்போது உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு வேணுன்னா இங்கே டவுன்லோட் சிப்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு காட்டும் இந்த மாதிரி சில ஆட்ஸ் வரும் இப்போ இதில் வந்து நீங்கள் நேற்றிவ் டவுன்லோடு அப்படிங்கிறக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க இந்த ஆப்ளிகேஷன்